பொதுவாகவே குண்டலினி பயிற்சி என்பது விந்துவை மேலே ஏற்றக்கூடிய பயிற்சி அல்லது புரோனிதம் பெண்களுக்கு இருக்கக்கூடியதான் மேலே ஏற்றி உண்மையான ரசமணி என்பது இங்க கட்டுறது அந்த யோகம் பண்ணாலும் மூலாதார சூடு அந்த உஷ்ணம் என்பது கிளம்பி மூலாதாரத்துலதான் போய் உட்காரு முதல்ல எந்த அளவுக்கு காம உணர்வு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அதிக அளவு இறை உணர்வு இறை இருக்குதுன்னு அர்த்தம் காம உணர்வு கிளம்பும் அதை அடக்கணும்னு நினைக்காதீங்க அதை அப்படியே தவ ஆற்றல் மாதிக்கணும் கன்வெர்ட் பண்ணணும் முயற்சி பண்ணுங்க முதல்ல மகாவிஷ்ணு புரு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்க எனக்கு குருவா கிடைச்சது உண்மையிலேயே நான் செஞ்சு வருவோம் மிகப்பெரிய ஒரு பாக்கியமா தான் நினைக்கிறேன் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா எனக்கு தான்மீக தேடல் சோ நிறைய மதங்கள் எல்லாம் இருக்கு எல்லாரும் நிறைய கடவுள்லாம் சொல்றாங்க நம்ம யாருதான் உண்மையான கடவுள் நம்ம உண்மையான இருக்காங்க அப்படின்னு நிறைய தேடல் முதல் முதல்ல பார்த்த வீடியோ உங்களை வீடியோ என்னன்னா கடவுளே வசிவு செய்வது சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கு வீடியோலி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் எதிர்பார்க்குற ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேள்விக்கு அவங்களுக்கு பதிலாக அமைஞ்சிருக்கு அப்புறம் அதிலேருந்து தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு எல்லா வீடியோ டேரக்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க சரி ஓகே டேரெக்டாகவே பார்த்துருந்துடலாம் அப்படின்னு நான் கேள்வி வந்தடோம் எப்படி நான் வந்து சொல்கிறதுனே தெரியல தீட்சை வாங்கின அடுத்த கிழமை அந்த மாதிரி ஒரு மாற்றம் கிடைத்தது ரொம்ப தேங்க்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் செய்கிற அந்த அண்ணதான் அந்த சர்வீஸ் தொடர்ந்து பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு என்ன காரணம் அவமானது தெரிஞ்சுக்கங்க பொதுவாகவே குண்டலினி பயிற்சி என்பது விந்துவை மேல ஏற்றக்கூடிய பயிற்சி அல்லது சுரோனிதம் பெண்களுக்கு இருக்கக்கூடியதான் மேலே ஏற்றி உண்மையான ரசமணி என்பது இங்கே கட்டுறது தான் அது முன்னாடியே சொல்லியிருக்கு ஸோ அந்த பயிற்சி பண்ணும்போது குண்டல யோகமோ வாசி யோகமோ சித்தவித்தையோ கிரியா யோகமோ பரம்பொருள் யோகமோ எந்த யோகம் பண்ணாலும் மூலாதார சூடு அந்த உஷ்ணம் என்பது கிளம்பி மூலாதாரத்துல தான் போய் உட்காரு முதல்ல ஸோ அந்த ஹீட் அங்கே உட்காரும்போது காம உணர்வை அப்படி கட்டுப்படுது நீங்கள் நல்லா மூடில் இருக்கும்போது நீங்க நினச்சி பாருங்க எங்க மூடேறணும்னா உங்களோட மூடேறாது உங்களோட மூடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மூலாதாரத்தில் தான் இருக்கும் அதனாலதான் ஓசோ போன்ற என்ன சொல்கிறாங்கன்னா காமம் ஏறும்போது கவனத்தை எங்கே மூடு ஏறுதோ அங்கே வையு அதை என்ஜாய் பண்ணாதீங்க அதை அப்படியே கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா அனாகாதா கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்ணீர் விட்டு கதறி ஆள ஆரம்பிச்சிருக்கீங்க அப்பேற்பட்ட ஒரு பேரின்பண்ணிலைக்கு போயிருவீங்கிறாரு இங்கே ஏத்துறதெல்லாம் கடைசி தான் அனாகதா கொண்டு வரதுக்குள்ளேயே உயிர் போயிடும் அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அந்த வகையில் பார்க்கும் போது செக்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் காமத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது எந்த அளவுக்கு காம உணர்வு அதிகமாகுதோ அந்த அளவு உங்களுக்குள்ள அதிக அளவு இறை உணர்வு இறை ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தம் குறிப்பாக யோக பயிற்சி பண்ணும்போது அதிக அளவு காம உணர்வு கிளம்பும் கண்ட்ரோலே பண்ண முடியாது பெரும்பாலான யோகிகள் தவ யோகிகள் ஏமாந்துருவாங்க தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க செக்ஸ் வச்சுக்கிறது தவறே கிடையாது ஆனால் அதிக நேரம் செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னாலும் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா இந்த உலகத்தில் எந்த விஷயம் சித்தியாகிறதுனாலும் குறிப்பாக இந்த கூடு விட்டு கூடு பாய் ஆதாய பிரவேசம் பண்ணுறது ஆத்மசக்தி அதிகப்படுத்துறதுக்கு விந்து சக்தியை சேமித்து வைக்கணும் இருக்கீங்களோ அது குண்டலினி ஆட்டலாம் ஈடுபட்டோன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண கூடாது குறிப்பா யோகி அலையா மீனா போறது காரணம் அப்படின்னா ஒரு டைம் தானே அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க எனர்ஜியை இழந்துருவாங்க அதனாலதான் சித்தவித்தை உபதேசம் செய்யும் போது சிவானந்த என்ன சொல்றாருன்னா கணவன் உபதேசம் வாங்குறானா மனைவி வாங்கிக்கணும் இல்ல ஒரு தனி பையன் உபதேசம் வாங்குறானா கல்யாணம் பண்ணிக்கும் போது சேர்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தி வாக்கு வாங்குறது காரணம் வித்யார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள்ல நாற்பது கிராமங்கள்ல அது ஒரு மெயினான கிரமங்களா வரும் அந்த வகையில பார்க்கும் போது காம உணர்வு கிளம்பும் போது அது அடக்கணும்னு நினைக்காதீங்க அதை அப்படியே தவ ஆட்டெல்லாம் மாத்திக்கணும் கன்வெர்ட் பண்ணணும் முயற்சி பண்ணுங்க ஏன்னா இதனால ரொம்ப அவஸ்தப்பட்ட ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்ட ஒரு ஆரம்ப காலகட்டத்துலதான் மூலாதார சூடு கிளம்பும் பைத்தி முடிக்கிற மாதிரி ஆகும் வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அவ்வளோ ஒரு கடுப்பான நிலையாக இருக்கும் எனர்ஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ அதிக காம உணர்வு கிளம்பும்போது மனைவியோட நீங்கள் படுக்கையை பகிர்ந்துக்கிறதுல எந்தவித தவறும் கிடையாது ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் வேற ஒரு பொண்ணோட மனதை கெடுத்து உனைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி செக்ஸில் ஈடுபட்டிங்கன்னா இப்போ மனசை கெடுத்த பாவத்துக்கு உள்ளாயிட்டீங்க ஸோ அப்படி போயிடாதீங்க நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஒன்று மனைவியோடு நீங்கள் இருக்கணும் அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை தவ ஆற்றலாம் மாற்றி மாற்றிக்கொள்ள தெரியணும் இதனால தான் அக்காலத்துலலாம் தேவர் அடியால்ன்னே பேர் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு பேரே தேவர் அடியால் தான் இந்த இந்த காலத்தில் அதுக்கு பேர் வேறு மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அதை நான் சொல்ல விரும்பலை அந்த தேவர் அடியால்ன்றத வேக ஒரு வார்த்தை ஒன்று அது கெட்ட வார்த்தையும் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது தேவர்களுக்கு பணிவிடை செய்து அவங்களுடைய யோக உஷ்ணத்தையும் அந்த காலத்தில் எல்லாருமே சக்தி யுகத்தில் வரோட சக்தியோட தான் இருக்கு ஸோ அவங்களோட யோக உஷ்ணத்தை போக்குறதுக்காகவும் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகவும் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு பேர் தான் தேவர் அடியால் அவங்களுக்கு வேலையே வந்து பணி அந்த பெண்களுக்கு வேலையே அவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் ஸோ இது அவ்வளோ தவறான ஒரு செயல் இன்னைக்கு மாறிடுச்சு இன்னைக்கு பல அரசியல் அதில் இருக்கு பல புரிதல்கள் இருக்கு பெண்களோட எண்ணங்கள் இருக்கு பசங்களோட எண்ணங்கள் இருக்கு ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு புனிதமான தொழிலாக இருந்தனாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அப்பேற்பட்ட மகத்துவம் உண்டு தான் இருக்கு இடகலை திருமூலர் பரியங்க யோகன் வச்சாங்க எல்லாமே இந்த செக்ஸை சுத்தி இருக்கு செக்ஸ்ல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியணும் நீங்க செக்ஸ்ல இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ் இன்டர் கோர்ஸ்ல இருக்கும் போது உடனே அது காரணம் என்னன்னா உடல் உடலு ஒன்னா சேர்றது கிடையாது உடலு உடலு ஒன்னா சேருது அப்படின்ற அந்த டேட்டா மைண்டில் பதிஞ்சதுனால தான் அப்போ ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சேரும் உங்களோட மனதை பிரித்து எடுத்து வேற இடத்துல வைக்க தெரிஞ்சுன்னு வைங்க அந்த இடத்துல நீங்க சம்பந்தப்படுத்தாம உடலு உடலு ஒன்னா சேர்ந்துருக்குன்னு நினைக்காம உங்களோட மனதை அது ஒரு வெறும் பொண்ணாகவும் ஒரு ஷேக்காகவும் ஒரு மூமெண்டாகவும் மட்டும் பார்க்க தெரிஞ்சுன்னா பல நேரம் உங்களால் அந்த இன்டர்போர்ஸனி இருக்க முடியும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒன்றாக சேர்ந்து வேற இடத்துல இருந்ததுன்னா அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஆனா மனம் இங்க இருந்ததுன்னா உடனே நீங்க செக்ஸ் இருக்கும் போது தவமா செக்ஸ் பண்ணலாம் செக்ஸ் இல்லாம இருக்கும் தவம் பண்ற மாதிரியே நீங்க தவத்திலேயே இருக்கலாம் பார்க்கும் போது பேசும் போது நடக்கும் போது எல்லா ஆற்றலையும் காவ உணர்வை மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்க தான் நீங்க இல்லாம இது சாத்தியமே இல்லை பல உயிர்கள் பசியார போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டு இருக்குள்ளார் சொல்வது போல ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது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 எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும் நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம் வாழ்க வளமுடன் குருவே சரணம்